எல்லாருமே கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கின பின்னாடி அதில் இருக்கிற கவர்மெண்ட் லோகோவை எடுத்துகிட்டு நம்ம லேப்டாப்போட பிராண்ட் நம்ம செட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் இருக்க கவர்மெண்ட் லோகோவை எடுத்துகிட்டு அந்த பிராண்டோட லோகோவை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லோகோவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லோகோவர் சேஞ்ச் பண்ணால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் லோகோவர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட வாரண்ட்டி கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கி ஒன் இயர்க்கு அப்புறமா லோகோவர் சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப்பில் லோகோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட பிராண்ட் நேம் மற்றும் அதோடய மாடல் நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிற லேப்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவா இ ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் லேப்டாப்பும் அவங்களோட பயாஸ் சிப்பை பொறுத்திருப்பாங்க அந்த சிப்போட டிரைவ் பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட பிராண்ட் நேம் மற்றும் அதோட மாடல் நம்பர் கன்ஃபார்மாக தேவைப்படும் உங்கள் லேப்டாப்போட பயாஸ் டிரைவ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு உங்கள் லேப்டாப்போட பிராண்ட் நேம் மற்றும் அதோட மாடல் நம்பர் டைப் பண்ணி ஜஸ்ட் ரோம் ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்போட பயாஸ் டிரைவ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் சேஞ்ச் பண்ணுற லெனோவா இ லேப்டாப்போட பயாஸ் டவுன்லோட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க பயாஸ் டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டை குடுத்து நார்மலாக ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா படிச்சுட்டு ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனில் உங்களோட சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுமா இல்லை இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேக்குது ஸோ நாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேங்க இப்போது ஃபினிஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட பயாஸ் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக் ஆகும் ஸோ எக்ஸ்ட்ராக் பண்ணி முடிஞ்சதும் ஒரு நியூ டேப் ஒன்று ஆப்னாகும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று பாப்பாகுது இந்த சாஃப்ட்வேர் வந்து பேட்ரி பவரில் ரன் பண்ண முடியாது ப்ளீஸ் ப்ளக் இன் ஏசி பவர் அதாவது உங்களோட லேப்டாப்போட சார்ஜர் பண்ண சொல்கிறாங்க இப்போது உங்கள் லேப்டாப்பில் சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு ரீட்ரை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் ஒரு நோட்டீஸ் ஒன்று பாப்பப் ஆகுது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் பண்ணுற ஒர்க்கை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் இந்த சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது மற்றும் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க So, இந்த கண்டிஷன்லாம் படித்த பின்னாடி ஜஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தயாராகிடும் ஓகே கொடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா பழைய பயாஸை எரேஸ் பண்ணிவிட்டு புது பயாஸை ரைட் பண்ணுது எரேஸ் பண்ணி ரைட் பண்ணி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகி பயாஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பயாஸ் சேஞ்ச் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்க சார்ஜரை எக்காரணத்தை கொண்டு ரிமூவ் பண்ணக்கூடாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் லேப்டாப்பில் பயாஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதும் உங்கள் லேப்டாப்பில் இருக்க கவர்மெண்ட் லோகோ ரிமோவ் ஆகிட்டு லினோவா லோகோ டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த லேப்டாப்போட அஃபிஷியல் லோகோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் நான் வேறு லோகோவை சேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக சாஃப்ட்வேர் வேணும் இந்த சாஃப்ட்வேரோட லிங்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் லோகோவை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்போட ஆஃபிஷியல் லோகோவை செட் பண்ணியிருக்கணும் இந்த சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வின்ட்ரையர் அப்படின்ற சாஃப்ட்வேர் வேணும் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பயாஸ் சேஞ்சிங் டூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேக்கும் பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படினா அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிஞ்சதும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள் Run as administrator கிளிக் பண்ணதும் ஒரு CMD port ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் ஜஸ்ட் ஐ பட்டன் அழுதுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட் பேடை ஒன்று ஆகும் அந்த notepad close க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நாம் செட் பண்ண போகிற இமேஜ் வியூவ் ஆகும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் செட் ஆகிடும் ஸோ லோகோவை சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த command போர்ட்டை close பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமன் போர்ட் க்ளோஸ் ஆகிடும் இப்போது நம்ம லேப்டாப்பில் லோகோவர் சேஞ்ச் பண்ணியாச்சா அப்படின்றத ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லோகோவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த லோகோவர் சேஞ்ச் பண்ண பின்னாடி ஓஎஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் பிளாங்காக ஒரு டிஸ்பிளே வியூவ் ஆகும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி இதே செட்டப் பையில ஓப்பன் பண்ணி ஐ கிளிக் பண்ணத்துக்கு பதிலாக ஆர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட பயாஸ் ரீசெட் ஆகிடும் அதுக்கப்புறமா ஓஎஸ் போட்டிங்க அப்படின்னா லெனோவா அப்படின்ற லோகோ உங்களுக்கு வியூவ் ஆகும் ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி லேப்டாப் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ